ஹேவான் ஹவ்யோ இன்னைக்கு நம்ம வந்து பைபிள்ல இருந்து சில ஸ்டோரிஸை வந்து நம்ம படித்து எப்படி ஆங்கிலத்தை வந்து மேம்படுத்துறது அப்படின்றத பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் வந்து தேவிட் அந்த கோலியாத்த வந்து எடுத்திருக்கேன் அவங்க அந்த கேரக்டர்ஸ் மூலமாக ஒரு சின்ன கதையிலருந்து நிறைய சென்டென்சஸ் அதாவது முக்கியமான சென்டென்சஸ் எடுத்து உங்களுக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஃப்ரம் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நடக்கும் இதுல நம்ம பார்க்கக்கூடியது இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்க்க போறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற நம்பர் எங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ ஹிட் த பெல் ஐக்கான் அப்பதான் என்னுடைய வீடியோஸோட எல்லா நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்து சேரும் சரி என்ன ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்றத நான் சொல்லிட்டு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் சரியா A young shepherd boy who defeated Goliath, a giant warrior. So, here we go, the who is the name of God. And the noun, the young shepherd boy, is the name of God. This is a relative pronoun. We are correct to say that the name of God is the name of God. ஒரு பகுதியாக அது அமையுது மனிதர்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனோன் ஒன் God was not happy with Saul as he had this obeyed. In this case, the happy is an adjective. It is an adjective for so, a noun. If you have two so, issues, the as is an adjective. The as is an adjective is a conjunction. சில இடத்துல கன்ஜென்ஷன் வரும்போது காரணத்தை இந்த மாதிரி நீங்க படிச்சாதான் ஆங்கில சீக்கிரமா நீங்க படிக்க முடியும் இன்னும் நிறைய வருது கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க நெக்ஸ்ட் ஒன் டேவிட் வாஸ் தியூச்சர் கிங் ஆஃப் இஸ்ரேல் அதாவது டேவிட வந்து கடவுள் என்ன நியமிச்சிருக்காரு அப்படின்னா இஸ்ரேலுக்கு ராஜாவாக அவங்க நியமிச்சிருக்காங்க சோ இதுல வந்து வாஸ் ஜோசன் அப்படின்றது சோ சூஸோட பாஸ் பாட்டிசுள் பாத்தீங்கன்னா Chose, chosen chosen சோஸ் சோசன் அப்படின்னு வரும் ஸோ இங்கே வாஷ் சோசன் அப்படின்றது பேசிவ் வாய்ஸ்ல வந்துருக்கு பேசிவ் வாய்ஸில் வரும்பொழுது நம்ம அப்படியே என்ன செய்யணும் ரூல் என்ன மாற்றோம்னா வேர்க் டூவாக நீங்கள் வந்து வேர்ப் த்ரீயாக மாற்றி அதில் முன்னாடி வாஸ் அல்லது வேர் வந்து போடணும் சிங்குலர் அப்படின்னா வாஷ் போடுங்க ப்ளூரல் அப்படின்னா வேர் போடுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரில் நீங்கள் சரியான ஒரு விதத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டோரி படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் Next one i would like to hear soothing music అబ్డిన చెల్రా రజా పరాజా సొలమొదుంది సూదింగ్ అబడిన ఎదే కురికరద అబిన రొంబా మైల్డన எனக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியான பாடலை கேட்கணும் ஆசைப்படுறேன் ஒவ்வொரு எடுத்து <g gracie> <describes> <gain> நல்ல ஒரு பியூசிஷியன் அப்படின்றது அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து அவர் வந்து நல்ல மியூசிக் வாசிக்கிறதுல சிறந்த ஒரு கலை அதாவது மியூசிக் கலை வல்லுநர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்றோம் நெக்ஸ்ட் ஒன் they always tried to take over the kingdom of soul inga take over abindradh yethai kurikkiradhena aalume seivadhu or nabara or koota makkaala janangala aalugai seigiradhu abindra arthathai kurikkakoodiya or phrasal verb abindna take over அடுத்தது பாருங்க ஸோ சில நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம் டோன்ட் டேக் ஓவர் மீ இது வந்து நீங்கள் வண்டியில் போனான்னு சொல்லுவீங்க ஏன்னா நீங்கள் டேக் ஓவர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு ரேஸ்லையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நீங்க நார்மல் டிரைவிங்ல போகும்போது ஹை ஸ்பீட்ல ஒருத்தர் முந்தி போகும்போது நம்ம பயன்படுத்திக்கிறோம் டேக் ஓவர் அப்படிங்கிறது எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ டோன்ட் டேக் ஓவர் மீ in my speech because i am the best abdin solluanga silaveer nee enne vandu peche therama illa nee enna pannu enna panna mudiyad aalumey seya mudiyad win panna mudiyad jeikka mudiyad enne vida adich nalik adaya mudiyad abdin solumbodhu namai painpadithikalam next one goliya what app to a hill மேல நடந்து இப்படி இருக்கு அப்படின்றது என்னன்னா கத்தி சொல்றது ஒரு விஷயத்த கத்தி சொல்றது மெதுவா சொல்லாம கத்தி எல்லாரும் கேட்கற மாதிரி சொல்றது அந்த மாதிரி தான் போலியாத் வந்து இங்க இந்த பிரச்சனை பண்றாரு அடுத்து they could not find the courage to face goliath inga vandu could not find ye inga porrom yen vandu cannot find poda kodarala நீங்க வந்து இறந்த காலத்தில் ஒரு கதை சொல்றீங்க அந்த கதையை சொல்லும் போது கேன் எதுக்கு அங்கே வருது கேனோட பாஸ்ட் பார் என்ன குட்டு தானே அங்கே நீங்கள் ஃபியூச்சரை குடிக்கிறது தானே அது இந்த கான்செப்டே அவர் என்ன சொல்றாரு இவரை வந்து என்ன என்னால் நாங்கள் வந்து முகமுகமா ஃபேஸ் பண்ண முடியலை ரொம்ப பயமா இருக்கு இவரை பார்த்தா அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து குட்நாட்டா இனிமேலும் அவரை ஃபேஸ் பண்ண முடியலன்னு சொல்லும்போது அங்கே ஃபியூச்சர்ல சொல்லக்கூடிய விஷயத்த கேன் நம்ம வந்து நார்மலா இப்போ யூஸ் பண்ணும்போது சொல்லுவோம் அப்போ யூஸ் பண்ணதான் நம்ம கேனை வந்து குட்டை மாத்தி தான் ப்ரெசென்ட் பண்ணணும் சரியா அடுத்தது I will send for you when I need you. It's a phrase அதாவது இப்ப வந்து ராஜாட்ட போய் இவர் கேட்பாரு இந்த குட்டி பையன் கேட்பாரு போய் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து அந்த கோலியாத்த நான் கொல்றவா அப்படின்னு டேவிட் கேட்கறாரு அப்போ வந்து ராஜா சொல்றாரு ராஜா என்ன சொல்றாருனா ஐ வில் சென்ட் யூ ஃபார் யூ ஐ வில் சென்ட் ஃபார் யூ வேன் ஐ நீட் யூ அது எதுக்கு அப்படி சொல்லுவார்னா எனக்கு தேவைன்றப்போ உடனே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு ஆக்சுவலா அவருக்கு மியூசிக் வாசிக்கிறதுக்கு தான் இவரை கூப்பிட்டாரு இவரை வந்து எப்போவெல்லாம் மைண்டு காம் ஆகணும் அப்படின்னா அப்பெல்லாம் கூப்பிடுவாரு இவரேட்டை கூப்பிடுவாரு நீ மியூசிக் வாசி நான் கேட்கறேன் அமிதிப்படுတယ်னு சொல்வார் அப்ப சொல்லக்கூடிய ஒருது நான் எப்ப எல்லாம் எனக்கு நீ தேவை பண்றறியோ அப்ப நான் உன்னை கூப்றேன் அப்படினு சொல்லி சில பேர் சொல்வாங்க ஆபீஸ்ல கூட சொல்வாங்க இப்ப சில நேரத்துல பொறியணிக்கு ஒரு அசிஸ்டன்ட் வந்து நின்னு நின்னு போறாங்க அப்படி நான் சொல்வாங்க நான் கூப்பர் அப்ப நீங்க வந்தா போடுங்க எனக்கு தேவை எப்பயோ உங்களை கூப்றேன் அப்படினு சொல்லுவாங்க இல்லையா அந்த phrase தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க I will send for you I need when I need you I will send for you when I need you. So, if you want to ask them, if you want to ask them to help them. That phrase is a way that you can use. Next one. I have come to get your permission to step on the battlefield. The step on is to step on. Step in or step out, there is a lot of meaning in the phrasal verbs. But step on too. து வருது இது எங்க நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அப்ப வந்து ஒரு விஷயத்துல சண்டைப்பட போகிறோம் அதாவது ரொம்ப பிஹேவ் ஹார்ஷ்லி கொடூரமா நம்ம சண்டையில இறங்க போறோம் அப்படின்னாலே அதுதான் ஸ்டெப் ஆன் டூ அப்படின்னு சொல்றது அதனாலதான் பேட்டல் ஃபீல்டு வரும்போதெல்லாம் நம்ம ஆன் டூன்றது யூஸ் பண்றோம் புரியுது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் End the war once and, the once and for all. Where are you going to finish this once and for all? Finally, we are going to finish it. I am going to finish it with Goliath. And I am going to finish it. If you want to finish it, we will finish it with the story. Once and for all. Finally, the conclusion. If you want to finish it, we will not finish it. Next one. The Lord watches over me all the time. So the watchers over, every time you are in the eye, Now, when you are in the eye, you are in the eye. In this Bible story, you will go to the Bible story. So, when you are I mean, in the eye, every time you are in the eye, every time you are in the eye, you will say a phrasal verb, the watchers over. next one i promise i will not let you down david solra raja ta na ungala vandu thalai kuniya vekkamatan neenga kalapadavinga apdiye sollumbodhe na ungala ulukku vandu na promise pandren uruthi sollren na ungala thalai kuniya vekkave maten andha thalai kunivu vekkamaten apdindrada eppadi solrradhu ainglathila apdina i will not let you down apdinu solrum next one i am moved by your trust in god இந்த மூடு பாய் அப்படின்றது ஒரு பிரேசல் என்னன்னு கேட்டா ஒரு நபர் வந்து நம்பவே முடியாத ஒரு சூழ்நிலை கொடூரமா இருப்பான் இருக்கிற ஒரு மனுஷன் அப்ப வந்து அவர் சொல்றாரு உன்னுடைய நம்பிக்கை நம்பிக்கை மூலமா நான் அசைக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சாரி மூடு பாய் அப்படின்னு சொல்லும் நான் அசைக்கப்பட்டேன் அப்படின்றத சொல்ற அசைக்கப்பட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு தெளிஞ்ச ஒரு ट्रस्ट கிடைக்குதுன்ற அர்த்தம் சோ அந்த மசஞ்சு அப்படியே கொடுத்துறோம்ல அந்த மாதிரி சில シーンズலாம் நீங்க பாத்திருப்பீங்க சோ அன்ன மாதிரி ஐம் மூட் பை ஐம் மூட் பை யுவர் வார்த்தஸ் சஞ்சோங் சிலவேற வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகளால ரொம்ப ஷேக் பண்ணப்பட்டேன் நான் வந்து ரொம்ப அப்படியே குலுங்கிட்டேன் அப்படினு சொல்வாங்க சிலவே தமிழ்ல சன்ன மாதிரி யூஸ் பண்ணக்கூடியதுதான் நெக்ஸ்ட் ஒன் ही could hear booming voice இங்க வந்து யாரனா பூமிங் வாய்ஸ் ஆஃப் கோலியா ஸோ கோலியார்த்தனுடைய பூமிங் வாய்ஸ் அப்படின்றது பூமிங் அப்படின்றது எதை குடிக்கிறதுனா அதாவது சத்தம் போட்டு கூச்சலிட்டு சொல்றது ஏய் வாங்க நான் எங்கூட சண்டை போடுங்க அப்படின்னு ஸோ அந்த இடத்துல சொல்லும்போது சத்தமான ஒரு ஒரு டோன் கேக்குதுன்னா அதுதான் அந்த சத்தம் அப்படின்றது பூமிங் அப்படின்னு சொல்றது ஹாவ் யூ லாஸ்ட் யோர் மைண்ட் இது இடத்துல நிறைய இடத்துல இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க இது எங்க யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா have you lost your mind na you? ne mental idea have you gone mad appadi soluvomla adha than have you lost your mind appo vand david solvar na avan ya muriyadika poran appdi ee chinna payala ne na enai muriyadika pora appo na god oda strength vachi anda payan vand muriyadichirukkaru adhu avrude and skill irukla anda kallla vand nettile adichu oru skill irukkarata anda skill vand the koli இந்த என்ன சொல்வது அந்த குட்டி குட்டி பறவையில் அடிச்சு அடித்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார் அவர் காட்டிலே இருந்ததுனால ஸோ அதனால் அந்த கரெக்டாக இந்த நெத்தி பொத்துன்னு சொல்லுவாங்க ஃபோர் ஹெட் அதில் டோப்புன் போட்டோடனே அவர் இறந்துருவார் ஸோ இதே கான்செப்ட்டு ஸோ இது ஏன்னா சொல்ல வரேன்னா நீங்கள் என்ன உனக்கு என்ன மதிப்பெருண்டுச்சா இல்லை மேட் ஆகிட்டியா இல்லை லூஸ் ஆகிட்டியா அப்படின்னு நம்ம சின்னதாக திட்டுவோம் அந்த ஃப்ரேஸ் தான் இது பட் இதை வந்து நீங்கள் வந்து நார்மலாக இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணிக்கோங்க பட் ஃபார்மலாக யூஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் அவங்கள ஏதாவது திட்ட போகிறாங்க நெக்ஸ்ட் ஒன் he dropped to his knees and fell over so finally david won the battle seriya ipo enna na dropped to his knees apdi mottingal pottu keela apdi ulindurvaanga apdi apdi vande inda navar saanjitta irukku thamma apdi solluvaanga la finally avaru saangum bodhu so and the dropped to his knees abindrathu கால் மொட்டி போட்டு அப்படியே டப்புன்னு விழுந்துட்டாருன்னு அர்த்தம் ஸோ அதுதான் இது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் ஸ்டோரிஸ் மூலமாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் உடனே பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணாமல் மறந்துடாமல் வாட்ச் பண்ணிட்டு லைக் பண்ணாமல் போயிடாங்க லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இது மாதிரி நிறைய வேணும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய ஃப்ரேசஸ் இருக்குது நிறைய வெக்கேபுலரிஸ் இருக்குது அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த சேனலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க பை